அனுபவமும் திறமையும் மிக்க ஓட்டுநர்களுக்கே சில சாலைகள் மிக சவாலானதாகவும் ஆபத்துக்கள் நிறைந்ததாகவும் உள்ளது அந்த சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் மரணங்களை வைத்து அவற்றை அபாயகரமானதாக வர்ணிக்கின்றனர் மேலும் அந்த சாலைகளின் சூழ்நிலை தகவமைப்பு திறமைசாலி ஓட்டுநர்களையும் திணற வைக்கிறது ஒவ்வொரு நொடியிலும் அபாயத்தை தாங்கி நிற்பதோடு புள்ளி விபரங்களின்படி அதிக உயிரிழப்புகள் நடந்த உலகின் மிகவும் அபாயகரமான சாலைகளின் விபரங்களைத்தான் இதில் பார்க்க போகிறோம் ஐந்தாவது இடத்தில் ஸ்டெல்வியோ இத்தாலியின் மிக உயரமான கனவாய்களில் ஒன்றான ஸ்டெல்வியோவை இணைக்கும் சாலை வாகன ஓட்டிகளின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் வெளிக்கொணரும் விதத்திலேயே இருக்கிறது செங்குத்தானதாகவும் பல ஆபத்தான கொண்டை வளைவுகளுடன் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் இந்த சாலையில் விபத்துகளின் எண்ணிக்கையும் மரணிப்பவரின் எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கிறது நான்காவதாக லாஸ் கரகோல்ஸ் கணவாய் சிலி நாட்டில் அமைந்திருக்கும் இது மிகவும் அபாயகரமான சாலை செங்குத்தான மலைகள் மற்றும் ஈரப்பதம் மிகுந்த சாலைகள் வாகனத்தை வழுக்காமல் ஓட்டி சென்று கரை சேருவதே ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது மூன்றாவது குவாலியங் தனல் ரோடு சீனாவில் அமைந்திருக்கும் இந்த சாலை செங்குத்தான மலைகளின் ஓரத்தில் சுரங்க சாலையாக செல்கிறது அங்குள்ள கிராமத்தினரின் முயற்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் சரிவாகவும் பக்கவாட்டில் தடுப்பு இல்லாமலும் செல்கிறது அப்போது வாகன ஓட்டிகளின் மொத்த வித்தையையும் இறக்க வேண்டியிருக்கும் இரண்டாவது சோஜி கனவாய் காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகருக்கு இடையில் அமைந்திருக்கும் இந்தியாவின் உயரமான கனவாய்களில் ஒன்று தேசிய நெடுஞ்சாலை ஒண்டியில் அமைந்திருக்கும் இந்த கணவாய் வழியாக செல்லும் சாலை வாகன ஓட்டுநர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானதாகவே அமைகிறது முதலிடத்தில் ஸ்கிப்பர்ஸ் கேன்யான் சாலை நியூசிலாந்து நாட்டின் ஸ்கிப்பர்ஸ் கேன்யான் சாலை உலகின் மிகவும் மோசமான சாலைகளில் ஒன்று செங்குத்தான மலையின் பக்கவாட்டில் தொங்கிச் செல்லும் இந்த சாலையின் செங்குத்தான அதே சமயம் பல ஆபத்தான வளைவுகளையும் கொண்டது இதில் பயணிக்கும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை வழிக்கு செல்வதற்கு சமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க